ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லேண்ட்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நவாஸ் இந்த சேனலில் நிலம் வீடு வீட்டு மனைகள் பண்ணை நிலங்கள் அதோட சைட் டீட்டெயில்ஸ் அண்ட் காஸ்ட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் லேண்ட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஷோவில் மெட்ரோ சிட்டி டெவலப்பர் கம்பெனியோட டிடிசிபி அப்ரூவ் அருண் அவென்யூ கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மற்றும் அவங்க தர டுவெண்ட்டி ஃபைவ் அம்யூனிட்டிஸ் என்னென்னங்கிறதையும் சைட் புக்கிங் டீடைல்ஸ் மற்றும் காஸ்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் பதினைஞ்சி வருஷமாக ரெண்டாயிரத்து ஐநூறு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு வீட்டு மனைஞ்சி சர்வீஸ் கொடுத்துட்டு வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரீசனபிள் மார்க்கெட் ப்ரைஸுக்கு சைட்ஸை சேல் பண்ணுறாங்க மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம தமிழ் லேண்ட்ஸ் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஷோக்குள்ளே போகலாம் டிடிசிபி அப்ரூவ்டு அருண் அவனியூம் ஏட்டட் கம்யூனிட்டியோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னங்குறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த கம்யூனிட்டியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி ஹைவேஸில் கிணத்துக்கடவு ஏரியாவெலாம் முடிஞ்சிருக்கு ஒரு சைட்டு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்னு எல்லா டைரெக்ஷன்லேயும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க விஐபி பிளாக் ஏ பிளாக் பி பிளாக்னு மூணு வேரியண்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது லாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்லேருந்து நாலு சென்ட் வரைக்குமே அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை நாலு சென்ட்டுக்கு மேலே வேணும்னா ரெண்டு சைட்டாக கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் 24 ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி சிசிடிவி சர்வேலன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆர்ச் ப்ளே க்ரௌண்ட் ஏரியா சில்ட்ரன் பார்க் ஏரியா சாப்பிங் ட்ராக் அவுட்டோர் ஜிம் ஓப்பன் ஆம்பி தியேட்டர் பேட்மிண்டன் இந்த 25 ஃபைவ் இருக்கு. மேலும் ஒவ்வொரு சைட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான நாற்பது அடி மற்றும் முப்பத்தி ரெண்டு அடி தார் ரோட் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுக்குறாங்க சோலார் பிளான் வசதி மற்றும் நாற்பதாயிரம் லிட்டர்ஸ் வசதி கொண்ட ஓவர்ஹெட் வாட்டர் டேங்கில் இருந்து ஒவ்வொரு சைட்டுக்கும் வாட்டர் பைப் கனெக்ஷனும் சைட்டோட இரண்டு புறமும் செடிகள் அமைச்சு பசுமை மிகுந்த சூழல் அமைச்சிருக்காங்க இரநூத்தி இருபத்தெட்டு குடும்பங்கள் ஒரே இடத்தில் இருக்கிறது மாதிரியான பிரம்மாண்டமான சைட்டுகள் சொலவாம்பாளையத்தில் மூவாயிரம் பேர் வேலை செய்யும் வகையில் ஒரு மாபெரும் கோசிமா கம்பெனி அதிகாரபூர்வமாக தர இருக்கிறது யுஎஸ்ல இருந்து பத்து டு பதினொன்று நிமிஷம் டிஸ்டன்ஸில் சைட் இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பேங்க்ஸ்னு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் எவ்வளோ சிறப்பம்சங்கள் அடங்கிய இந்த கம்யூனிட்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் லேண்டரோட ப்ரைஸ் 3.49 பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸில் இருந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இதுபோக மினிமம் பட்ஜெட்டில் இருந்து நமக்கு பிடித்த மாதிரியும் லக்ஸுரி பட்ஜெட் வரைக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட்டும் பண்ணித்தராங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி புக்கிங் அண்ட் மத்திய டீட்டெயில்ஸுக்கு call டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ட்ரீம் லேண்டரை நீங்கள் சொந்தமாக்கிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்